அதாவது கல்யாணம் முடித்த மனக்கோலம் மாறுவதற்கு முன்னாலே அவர்கள் என்னை விட்டு பிரிந்து விட்டார்களே துயரத்தை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன் என்று அவர்கள் தலைமீது விழுந்து புரழுகின்றார்கள் இப்படி மகள் அழகு ஒரு காட்சியை கண்டியல் அவர்கள் மகளுக்கு மாறுதலான வார்த்தைகளை சொல்லி ஹாஷியினுடைய தாயாருக்கும் அழுகான வார்த்தைகளை சொல்லி அவங்களுடைய அழிவுகளை தானே மாற்றி இருக்கும் போது ஹாஷி அவங்களுடைய மூச்சை விடக்கூடிய நேரத்தில் கண் விழித்து பார்த்து எல்லாருக்கும் சொன்னார்கள் என்னுடைய அருமை தாய் அவர்களே மனைவி அவர்களே என்னுடைய சிறிய தகப்பனார் அவர்களே யாரும் நீங்கள் எனக்காக வேண்டி வேதனைப்படாதீர்கள் கண்களாகாதீர்கள் அமைப்பின் அவர்களுடைய உயிர் பிரிகின்றது அவர்களும் அந்த கற்பனா மண்ணிலே இருந்தார்கள் இன்னும் இருக்கிற அத்தனை பேர்களுமாக சேர்ந்து மகளை தான் எ அவர்களுக்காக வேண்டி கொண்டுத்தான் இருக்கும்போது ஆண்டிரவி அது போன்று அவருடைய குடும்பத்தார்களுமாக தங்கியிருக்கின்ற இரவானில் கர்பல்லாவிலே மாண்டு விட்டார்களே மடிந்து விட்டார்களே நம்முடைய அறமை கண்மணியான அண்ண மக்களும் மௌத்தாகிவிட்டார்களே என்பதாக மனதிலே தாங்கொன்னா துக்கத்தோடும் துயரத்தோடும் கர்பல்லா மண்ணிலே அந்த அவர்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கின்ற நேரத்தில் அந்த இரவு மினாமியத்தில் ஒரு கனவை காணுகின்றார்களே ஆனால் சுபானல்லா ஒரு பயங்கரமான ஒரு கனவு இன்னும் ஹுசைன் அலியல் நாகுத்தால அனுபவம் அவர்கள் அவர்களை சுற்றி பல நாய்கள் கூடி நின்று அவர்களை கடிப்பதை போன்றோம் அதிலையும் குறிப்பாக ஒரு வெள்ள நாயாக கூடியது ஹசேனார் மீது பாய்ந்து வாய்ந்து விழுந்து கடிப்பதை போன்று ஒரு பயங்கரமான ஒரு கனவை கண்டார்கள் கண்ட ஹசேன் அலியல்னாகத்தாலே அனுபவம் அப்படியே பதவி முடித்துவிட்டார்கள் இது என்ன ஒரு பயங்கரமான ஒரு கனவு என்பதாக எண்ணி இருக்கும்போது அன்று காலை கதிரவர் உதயமாக எட்டாவது நாள் அன்று படையவர்கள் தான் ஏராளமானவர்களை தான் கொண்டு வந்து சண்டை கலைக்கின்றார் அதே நேரத்தில் கூட இருக்கக்கூடிய சுத்தேவியர்களில் ஒருவர் அதாவது அவர்களுடைய போர்க்கலங்களை அவர்களும் படைக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான அவர்களும் அந்த கர்பலாவில சகிதாகி விட்டார்கள் இப்படி எட்டாவது நாள் கணிகின்ற ஒன்பதாவது நாள் அன்று அவர்கள் கூட கூடிய நேரத்தில் அது போன்று இன்னும் எதிரி படையோடு நான் ஏராளமான நேரத்தில் அவர்களுடைய அவர்களுக்கு துணையாக இருக்கின்ற அதாவது தம்பி என்று சொல்லப்படுகின்ற அப்பாஸ் என்று சொல்லப்பட்டவர்களும் ஹாரித் என்று சொல்லப்பட்ட இரண்டு பேர்களும் அப்படியே சிங்கென்போல் எழுந்திருத்தார்கள் பிள்ளைகளோ தண்ணீர் தாகத்தால் அப்படியே துடிக்கின்றால் அப்படியே நான் சோறுகின்ற இந்த நிலையில் நாம் என்ன உயிர் வைத்திருப்பது என்ற அப்பாசும் ஹாரியிலும் ரொம்ப ஆவேசமாக எழுந்து நிறுத்து நாளுடைய பாதத்தை பணிந்து நாங்கள் சென்று வருகிறோம் அதாவது நாங்கள் எப்படியாயும் தண்ணீர் கொண்டு வருகிறோம் நினைத்து இரவு அவர்கள் இடத்திலே அனுமதியை பெற்றுக் கொண்டு ஹாரிதும் அதிக வேகமாக செல்லுகின்றார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் எதிரி படைகளோ சுகான் சொல்ல முடியாத அளவிற்கு கூட்டம் கூட்டமாக இருக்கின்றார்கள் அப்படி அந்த கூடிய கூட்டத்தில் புராத் நதிக்கு சென்று எப்படியாவது நாம் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்ற வேகத்தோடு செல்லுகின்ற அந்த இருவர்களும் அதுபோன்று புராத்தினுடைய நதிக்கரை அடைகின்றார்கள் ஆனால் சண்டை நடக்க வேண்டியது சண்டை கடத்தில புராத்து நதி அதை விட்டு தூரமாக இருக்கின்றது அப்ப தூரத்துக்கு சென்று தண்ணீர் கொண்டு வர வேண்டுமே போகும்போது அங்குதான் அவனுடைய படைகளை எல்லாம் முற்றுகிட்டு இருக்கின்றார்கள் யாரும் போய் தண்ணீர் மெற்ற முடியாத அளவுக்கு பாதுகாப்பு அப்ப இந்த ஹாரில் என்று சொல்லப்பட்டவர் போய் கேட்கின்றார் பாதிகளே பச்சரம் குழந்தைகளும் பெண்டு பிள்ளைகளும் தண்ணீர் தாகத்தாலே துடிக்கின்றது ஒன்றொன்றும் அதாவது என்ன செய்வது என்று சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைப்பட்டு பாலிகளே இவ்வளவு பெரிய இந்த ஆற்றிலே ஓடக்கூடிய தண்ணீரை பன்றிகளும் நாய்களுமாக குடிக்கின்றது நாங்கள் குடிக்கக்கூடாதா என்று கேட்டார்கள் அப்ப அந்த பாதகர்கள் சொன்னார்கள் ஆம் வாஸ்தவன் பந்திகளும் நாய்களும் தான் குடிக்கின்றன பந்திகளும் நாய்களும் குடிக்கக்கூடிய உங்களுக்கு ஆகாது ஏவலர்கள் நாங்கள் பந்திகள் நாய்கள் நாங்கள் தான் இந்த தண்ணியை குடிப்ப நீங்க குடிக்கக்கூடாது என்று சொன்ன ஆவேசமாக இதை கேட்டதும் அப்பாஸ் அவர்கள் ரொம்ப சினம் கொண்டு ஆத்திரம் கொண்டு ரொம்ப ஆவேசத்தோடு சென்று அந்த ஆற்றினுடைய நீரை தானே அள்ளி வர வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டு அந்த அவர்களை தாக்குதல் அப்படி தாக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பிடித்திருந்த தோல்பையை வைத்து கையை தான் தீர்த்தி விழ்த்தார்கள் உடனே அந்த தோல்பையை தானே எடுத்து அருகையில் பிடித்துக் கொண்டு அவர்கள் சண்டை செய்தார்கள் இப்படி இரண்டு கைகளும் வெட்டப்படுகின்றது வாயிலே பிடித்திருக்கின்றது வாழ்க்கைய அவர்கள் அப்படியே கீழே விழுகின்றார்கள் அதே நேரத்தில் துணையாக சென்ற ஹாரி அவர்களும் ஏராளமான பெண்களை வெட்டி வீழ்த்தி அவர்களும் கீழே விழுந்து விட்டார்கள் அந்த கரபலா மண்ணிலே சென்று கொண்டு நேரத்தில் என்னும் ஹாரிதும் இறந்துவிட்டார்கள் அப்பாஸ் அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் ஹுசனேன் அலி அல்வா தாலான திருமுகத்தை பார்த்து சொன்னார்கள் அன்பு சகோதரரே இந்த உலகத்தில் நான் பிறக்கக்கூடிய நேரத்தில் முதன் முதலாக பார்த்ததும் என்று அப்பாசென்று தன்னுடைய தமையனானுடைய வழியிலேயே உயிர் பிரிவினை இப்படி வந்த அத்தனை பேர்களும் கரபலாவிலே சஹிதாகி விட்டார்கள் எஞ்சி இருப்பது இன்னும் ஒரு சிலரே இன்னும் எஞ்சி இருப்பது பெண்டு பிள்ளைகள் குறிப்பாக ஜெயலல்லா அவர்களுடைய தம்பிமார்கள் இன்னும் அல்லாவது பெரிய தந்தையினுடைய மக்கள்கள் இது போன்ற இருக்கின்றார்கள் இன்னும் வயது முதிர்ந்தவர்களும் இன்னும் அல்லாவது பெண்டு தான் இருக்கின்றார்களே அல்லாது சண்ட செய்யிரம் படைத்தவர்கள் அதிகம் பேர் கிடையாது நாள் அன்றும் கழித்த பத்தாவது நாள் பத்தாவது இரவு அந்த பத்தாவது இரவு மாதம் பத்தாவது நாள் வெள்ளிக்கிழமை இரவன்று அவங்களுடைய கூடாரத்தில் நித்திரையாக கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பெருமானார் நபி முகம் முஸ்தபா ரசூரின் சொல்லுவியத்து வந்து சொல்லுகின்றார்கள் கண்ணான கண்மணி பேரநாரே உள்ளம் தளர வேண்டாம் நாளைக்கு மண்ணிலே உங்களுடைய மரணம் இந்த மண்ணிலே மண்ணிலே முடியப்பட இருக்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு நீங்கள் போரிலே சண்டை செய்யுங்கள் உங்கள் மீது பாழ்ந்து வெட்டி விடுவான் நீங்களும் அறிவீர்கள் உங்களுக்காக வேண்டிய சொற்குரகங்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் உங்களுக்கு வருகைக்காக வேண்டிய ஊர்தியில் சொல்லக்கூடிய வானத்தை அதாவது ஊர்தியின் பெண்கள் எல்லாம் உங்களுடைய வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள் அருமை கண்மணியே பெயரே நீங்கள் கண் கலங்க வேண்டாம் சுத்தா யுத்தங்கள் பத்தாம் தேதி நாள மாதம் பத்தாவது நாள் உங்களுடைய யுத்தம் நடக்கட்டும் இசுலாத்துக்காக உங்களுடைய அர்ப்பணம் செய்து கொள்ளுங்கள் ஆகைய நாள் வீரஸ்வருக்கும் என்று சொல்லிவிட்டு நம்முடைய பெருமானார் நபி முஹம் முஸ்தம் அரீவசல்லம் அவங்களுடைய பேரனாருக்கு கனவிலே சொல்லி மறைந்தார்கள் இந்த மகத்தான கனவை கண்டிவாகத்தால் அன்பு பதறி முடித்தார்கள் அதே போன்று பாருங்கள் கனவிலேயே தந்தை ஹசரத் அலி அலி அல்வாத்தால் அன்பு அவர்களை கண்டார்கள் தன்னுடைய அன்பு தாய் பாத்திமாவை கண்டார்கள் இன்னும் தன்னுடைய தமையனார் ஹசேன் அலி அல்வாத்தால் அன்பு அவர்களை கண்டார்கள் அவர்களெல்லாம் அவர்களுக்கு நன்மாராய்ச்சி சொல்லி நீங்கள் நாளைக்கு உங்களுடைய உங்களுடைய உலகம் முடிகின்றது நீங்கள் கியாமத்துக்கு வரலாம் சொர்க்கலோகத்திற்காக வேண்டி உங்களுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எல் வேண்டும் சொல்லி சென்றார்கள் இது போன்ற கனவை கண்டா பதவி முடித்தார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் காலை சுங்குடி தொழுகியை முடித்தார்கள் முடித்துவிட்டு சிறப்பான முறையிலே அவர்கள் கூடாரத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் அன்னைக்கு மாதம் பத்தாவது நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் அப்பேர் கொற்றாந்தமாகத்தான் நாளையில் எதிரி படையவர்களாக கூடியவர்கள் வேண்டுமான படைகளைத்தான் கூட்டி அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள் சுபான் அல்ல சாமான்யமான கொண்டு வருகின்றார்கள் சுபான் அல்ல அன்றைக்கு அவர்களை கொல்ல வேண்டும் என்பதாக இருக்க வேண்டிய படிகளை எல்லாம் தான் வந்து சுற்றி இந்த வீரத்தோடும் வேகத்தோடும் அதே நேரத்தில் அவங்களுடைய கூடாரத்தில் எஞ்சியிருக்க வேண்டிய சகாபாக்கள் அவங்களுடைய நெருங்கிய தோழர்கள் உறவினர்கள் எழுந்திருத்து வந்தார்கள் அருமை கண்மணியான வள்ளலேனார் அவர்களே நாங்கள் எல்லாம் மிச்சம் போது நீங்க முந்தி போகக்கூடாது நாங்கள் எல்லாம் சண்டைக்கு போய் எங்களுடைய பிரித்ததுக்கு பின்னால் தான் நீங்க போக வேண்டும் அதுவரைக்கும் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு தோழர்கள் அவரவர்களுடைய போர்க்கலங்களை எல்லாம் அழித்து அணிந்து கொண்டு இருவராக இப்படி இருக்கப்பட்ட இருபத்தி பேர்களும் சண்டைக்கு சென்றார்கள் பகவான் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே எதி படையிலே சின்ன பின்னமாக வெட்டுண்டு வெட்டியும் வீழ்த்தியும் கடைசியாக இவர்களும் வெட்டுண்டு அந்த கர்பல்லாவிலே வீர சுருக்கம் உதுகின்றார்கள் இப்படி எல்லாரும் என்பதற்கு பின்னாலியாக பார்த்தார்கள் இனிமேல் நாம் என்ன செய்வது என்பதால் எண்ணி இருக்கும் போது அந்த ஜிம் என்று சொல்லக்கூடிய அந்த சண்டாள பாதகன் இனி ஹுசைனார் தான் இருக்கிறார் அவர்களை நாம் கொன்று விட வேண்டும் என்று அவர் எப்படி படைகளை கொண்டு வருகின்றன ஒன்பதி நாயிலம் சாமு படைகளை உடன் கொண்டு வந்தால் கிம்மரே உடன் கொண்டு வந்தால் கொண்டு வந்து நேரத்தில் அவங்களுக்கு தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்டது தண்ணீர் தாகத்துடைய தன்மையினால் குதிரையின் மீது வீட்டில் நேரத்தில் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் ஓடோடி வருகின்றான் இதுதான் தக்க தருணம் என்று அல்பு அவங்களுடைய திரேகத்தில் அதாவது ஒரு அநியாயக்காரன் அவனுடைய விஷபானம் என்று சொல்லக்கூடிய அம்பை எடுத்து அவனுடைய விடுகின்றான் அவள் எய்யக்கூடிய அம்பு அதை தட்ட முடியாத தன்மையினாலி தனியாகத்தான் அன்பு அவங்க இதயத்தில் தான் பட்டு புகுந்து அப்புறமாக சென்று விட்டது சுமகான சென்ற உடனே அப்படியே மயக்கமாகிவிட்டார்கள் ஓடி வந்து கூடிய முகத்தில் தான் தன்னுடைய கையில வைத்திருக்க வேண்டிய ஆனால் ஓங்கிய வெட்டிடுவான் முகம் மதிய அப்படியே சூழ்ந்து கொண்டார்கள் அதை பார்த்தும் அப்படியே மெய்மிறந்தவர்களாக விழுந்துவிட்டார்கள் நம்மளுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்பதாக எதிரிப்படை சூழ்ந்து நிற்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அப்படியே வெற்றி கீழே ரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கர்பலா மண்ணிலே கீழே கிடக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய என்பதாக சூழ்ந்து இருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்தூர் தாகத்துடைய தன்மை தாகத்தினுடைய ஒரு கொடூரம் அவங்களால் தாங்கிக் முடியவில்லை ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்குடைய ஏறி சென்ற அந்த ஏறு வாகனம் அந்த குதிரை பக்கத்தில் யாரும் இருக்க விடாத வழி அந்த எதிரிகளை வரட்டுகின்றார்கள் அப்படி கிடக்கும் போதும் கூட என் அன்பை பெரியவர்களே தாய்மார்களே அப்படி கிடக்கக்கூடிய நேரம் அசருடைய நேரமா கண் விழித்தார்கள் அசருடைய நேரம் என்று தெரிகின்றது உடனே ஹுசேன் அலி அல்லாஹு அந்த பரபல்லா மண்ணிலேயே அந்த அசுடைய தொழுகையை தொழுது கொண்டார்களாம் மனத்தால் அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் தன்னை பேணி இருக்கின்றார்கள் இறைவனுடைய விவாதத்தை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய சலத்திரத்தின் ஒரு சான்று இப்படி இறுதியான நேரத்திலேயும் கூட இறைவனுடைய வணக்கத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை இறைவனுடைய வணக்கத்தை அவர்கள் பிற்படுத்தவில்லை என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த நிலையிலே அவர் சேர்ந்தது எல்லாத்தால் அங்கு கீழே ஊடி வருகின்றான் அவங்களுக்கு போது அவங்களுடைய கருத்தில அவன் பயங்கரமா ஆயுதத்தை தான் நினைத்து அறுக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய சரசு அவங்களுடைய தலை அறுபடவில்லை அறுபடாதபடி இந்த ஜிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு அடையாளங்களை கொண்ட ஏழு நிறத்தை கொண்ட அந்த அக்கரமக்காரன் கண்ணீர் விட்டு அழுகின்றான் ஆகா தலை அறுக்க முடியவில்லை என்று சொன்னான் அடைய பாய் ஏன் அழகுந்தாய் உங்களுடைய தலை அறுத்து கொண்டு போனால் எசித் நாடு தருவான் நகரம் தாவான் புன் தருவான் பொருள் தருவான் ஏராளமான எனக்கு கிடைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் என்று சொன்னான் அந்த பாதகர் அதை கேட்ட ஹுசேன் சொன்னார் அடைய பாலகனே நீ அடுத்த இடத்தில் உன்னுடைய வாழ் பதியார் காரணம் என்ன தெரியுமா என்னுடைய பாட்டனார் நபி முகமது அவங்க முத்தமி கேட்கலாம் அதனால அந்த இடத்துல வாழ் பதியார் கத்தி பதியார் ஆகையினால அதை விட்டு கொஞ்சம் கீழ்தல்லையா என்று சொன்னாங்க உடனே அந்த ஜங்கி என்று அந்த ஜிம்ரு சண்டாளர் பாலகன் அத்துணை பேர்களும்னையான தங்கியிருக்கின்ற கூடாரத்துக்கு வருகிறார்கள் கூடாரத்துக்கு வந்தால் சாமானியமாக இருக்குமா அதே நேரத்தில் இந்த எளிப்படையோர்கள் தான் கூடாத்துக்கு வர வேண்டிய நேரத்தில் பெண்டு பிள்ளைகள் எல்லாம் கூடா தூக்கூடிய தாய்மார்கள் கொடி கண்டமா தீரும் கண்டமாதிரம் மாத்திரம் தோசிகள் வந்து வளர்ந்தனரே தோசிகள் வந்து அந்த கொடியினுடைய தன்மையை பார்த்தவுடனே பெண் பிள்ளைகள் நினைத்தார்கள் நம்முடைய நாயகர் அந்த பெண்கள் புலி போல எதிரி படைகளுக்குள் புகுந்து சின்ன பின்னமாக வெட்டினார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றனர் அதே நேரத்தில் அந்த பெண்டு பிள்ளைகளை எல்லாம் சிறைபிடித்து கொண்டார்கள் அந்த சண்டாளர்கள் எதிரியினுடைய படையோர்கள் அதாவது உமர் ஜியாது அப்துல்லா ஜியாது என்று சொல்லக்கூடிய அந்த அநியாயக்காரர்களும் என்று சொல்லக்கூடிய பாதகனும் இன்னும் அவங்களுடைய கூடாரங்களில் இருக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் அபகரித்து பெண் தானே சிறைபிடித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுகிறார் எங்கள் திருசு அதாவது இபு ஜியா அந்த சண்டான இருக்குதானே அவங்க இடத்திற்கு கொண்டு செல்கின்றார் ஆகையினால இந்த விதமாக ஹுசேன் தஜியாஹு நாடு என்று மண்ணிலே அவங்களுடைய உயிர் பிரிகின்றது அதற்கு பெயரான ஆஷராவுடைய நாள் முஹர மாதம் பத்தாவது நாள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது அது மட்டுமல்ல என்னுடைய அகமீர் பெரியவர்களே தாய்மார்களே ஆசுராவுடைய நாள் இருக்கின்றதே ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாடாக இருக்கும் அதாவது நம்முடைய ஆதி பிதா ஆதம் அலி சலாத்து அவர்கள் பழைய பொறுக்கப்பட்டது இந்த ஆசுராவுடைய நாள் நபி இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் இருப்பிலே எரியப்பட்டு அதை விட்டு சலாமத்துக்கு பெற்ற ஒரு நாள் இந்த ஆசுராவுடைய நாள் அது நபி யூனூஸ் அலி சலாத்து வசலாம் மீனுடைய விட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த ஆசுராவுடைய நாள் இதுபோன்று எத்தனையோ பல நன்மையான காரியங்கள் நடந்தது இந்த ஆசராவுடைய தினம் அதே தினத்தில் தான் நம்முடைய ஜனநாயகத்திற்காக செல்வாதிகாரத்தை எதிர்த்து அந்த கர்பலா மண்ணிலே போரிட்டு தன்னுடைய இன்னுயிரை அந்த கர்பலா மண்ணிலே அவர்கள் நீத்துக் அந்த ஒரு நாளும் இந்த மொஹர மாதம் ஆசராவுடைய நாள் நாளாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கு வயது மாதங்களும் ஐந்து நாட்களும் நிறைந்திருந்தன ஆனால் அவர்களுடைய மரணம் அதாவது அறுபத்தி வருஷம் இது நடந்திருக்கின்றது கர்பலாவிலே ஆகையினால் இப்படி சங்கிக்குரிய பெரியவர்களே ஹுசேனார் அவர்கள் இறந்தவுடனே அதற்கு பக்கத்தில் ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியாரும் அவருடைய கூட்டத்தார்களும் வந்து கரம்பாவிலே ஹுசேன் அலி அல்லாஹு தால எடுத்து நல்லடக்கம் செய்யப்பட்டதாக வரலாறிலே சொல்லப்படுகின்றது வெட்டி எடுத்து சென்ற அந்த சிரசை கொண்டு சென்ற அந்த ஜிம் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரனுக்கு அதாவது தண்டனை வழங்கப்பட்டு என்று அனுப்பி வைக்கப்பட்டு அந்த சிரசை ஜனத்து பாத்திமா நாயகி மரணித்திருக்கின்ற அவங்களுடைய கபருக்கு பக்கத்தில் நிலடக்கம் செய்யப்பட்டதாக ரிவாயத்து வருகின்றது மீண்டும் ஒரு சொல் தலையை கொண்டு வந்து அதே கர்பலா மண்ணிலே கொண்டு வந்து தன்மையில் அந்த கர்பலா மண்ணிலே நிறைவு பெறுகின்றது ஆகையினால் அன்புக்குரிய பெரியவர்களே தோழர்களே தாய்மார்களே ஹுசைன் அலி அல்வாஹத்தால் அன்பு அவங்களுடைய கர்பலா செய்தி இம்மட்டோடு நிறைவேறுகின்றது ஆமீன் ஆமீன் யாரும் பிள்ளை